I'm dying Hello <laughs> வாங்கிட்டு நாமத்தை சொல்லி ஆதி பாகம் போது உங்களுக்கு பதிவூர் அளவு கிடைகிறது கையை தட்டி லஜையை விட்டு கட்சியை கிட்ட ஆடின்னு சொல்லிருக்கோம் அதனால எதையை பத்தி எல்லாம் வேண்டாம் குரு